வணக்கம் என் பெயர் சரவன் நான் முஸ்லமத்திலுள்ள வாட்சிங்டர் நேஷனல் பள்ளியின் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் இக்கால கட்டத்தில் சுற்றுப்புற சுகாதாரம் என்பது மிக அவசியமானது சுற்றுப்புற சுகாதாரம் கொரோனா டெங்கு போன்ற நோய்கள் சுற்றுப்புறம் சுத்தமாக இல்லாததால் பரவுகிறது எனவே சுற்றுப்புறம் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் கூணானாலும் குளித்து குடி கண்டையானாலும் கசக்கிக்கட்டு என்று பழமொழியை வாழ வேண்டும் பணியாளர்களோட நற்றினையின் வெற்றிப்படிகள் நாம் பங்கெடுத்துக்க வேண்டும் சாக்கடையில் வைத்துக்கொள்ள சாக்கடியில் எச்சி துப்பாது சாக்கடையில் குப்பை கொட்ட கூடாது குப்பை தொட்டியில் குப்பை போட வேண்டும் சிறுநீர் மலம் பொது இடங்களில் கழிக்க கூடாது முகக்கவசம் போட்டு வெளியே செல்ல வேண்டும் கைகளை நன்று கழுவ வேண்டும் இக்காலகட்டத்தில் வெளியை விளையாடக் கூடாது தெரு நாடும்த்தமாக இருக்கும் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் நன்றி